நாட்டுல வீட்டுல ஊர்ல உலகத்துல பெரிய பெரிய ஒரு மன உளைச்சலையும் தெ <imitation> <imitation> <imitation> ட்ரெண்டிங்கா காக சும்மா ஒரு ஆசையில பண்ணிட்டேன் ட்ரெண்டிங்க எப்பலாம் ஆசையில பண்ணக்கூடாதே இனிமே 90ஸ் கிட்ஸ்ோட வெயிட்ரிச்செல்லாம் வாங்கிட்டீடினா அப்புறம் உங்களுக்கு பயங்கரமா எதாவு பண்ணிரலாம் ஏஜ்ல பசங்க எல்லாம் வந்து நிறைய பேர் அபியூஸ்ட் ஆவறாங்க நிறைய பேர் அக்யூஸ்ட் ஆறங்களமா நிறைய பேர் அக்யூஸ்ட் ஆறதுக்கு நீ வந்து ஒருபெர்த்த காரணமா இருக்கே ஒண்ணே என்ன பண்ணனும்னு சொல்லி 90ஸ் கிட்ஸ்ல ஒரு பயங்கரமான வெறியோட சுத்திட்டு இருக்காங்க ீங்க சமூக செய்யாதீங்க உனக்கு வயசு வந்துச்சா அது மாதிரி பண்ணக்கூடாது நான் ஒரு தெரியாம ஒரு சின்ன தப்பா பண்ணிட்டேன் சின்ன தப்பு எல்லாம் ரொம்ப பெரிய தப்பு எனக்கு எவ்வளவு வயிறுக்கும் எனக்கு தான் தெரியும் ஒரு அழுது தெரியுமா அந்த வயசுலாம் அழைஞ்ச காலம் நீங்கிட்டு இருக்கீங்க அதுதான் பார்த்து வச்சிருக்கமா அதனால வந்து மண்டையடி பேசாதீங்க எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலா இருக்கு இனிமே நீங்க போட்டாலும் தப்ப வந்து உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்க நம்ம ட்ரோல் பண்ணக்கூடாது நினைச்சோம் இருந்தாலும் அவங்க பேசும்போது வந்து நமக்கு ட்ரோல் பண்ணணும்னு தோணுச்சு அதனாலதான் கொஞ்சம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேர் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அது சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்னோட வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்களோட வீடியோ வந்து உடனே பார்க்கலாம் மீண்டும் உன்னோட நல்ல வீடோ வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விட பெறுவது உங்கள் தினமையா இருக்கும் மக்களை பை